இயற்கை தாய் என்று சொன்னால் தாயினுடைய மடியிலே நம்ம குழந்தை போல இருந்து நாம் அதை அனுபவிக்க வேண்டும் இதை மறந்த மனித சமுதாயம் இன்றைக்கு இயற்கை மேல் குதிரை சவாரி செய்கிறேன் என்று சொல்லி இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக உணவு மட்டுமல்ல தண்ணீரும் காற்றும்ூட சுத்த போய் அதனால் மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் நோயில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் பேச வேண்டிய அவசியமும் வெள்ளைக்காரர்கள் இருநூறு ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூட நம்ம மண் கெட்டு போகவில்லை நம்ம தண்ணீர் கெட்டு போகவில்லை இந்த நாட்டிலே விளைந்தவர்கள் எல்லாம் வாரிக் கொண்டு போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னோம் அதற்கு பிறகு நம்முடைய பிரதிநிதிகளே ஆட்சியில் உட்கார்ந்தார்கள் பிறகுதான் இந்த மண்ணும் இந்த தண்ணீரும் இந்த காற்றும் மாசுபிட்டு கிடக்கிறது அப்படியானால் இந்த சமூகத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது